ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் பார்டர்லெஸ் சாஃப்சல் சாரீஸ் உடைய கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் மோர் more than 25 சேரீஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது பழு பழு வந்து ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்குதுங்க க்ரீன் அண்டு எல்லோ மிக்ஸ்டு பாடி வயலட் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா பழுவில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே கோல்டன் டெஸ்டு சரிங்க பேக் சைட் பார்க்குறீங்க புட்டா இது வந்து பாக்ஸ் டைப் பாக்ஸ்குள்ளேயே வந்து எப்படி இருக்குன்னா பிரான்ஞ்சஸ் அதாவது கொடி மாதிரி இருக்குங்க உள்ளே ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ப்ளைன் கான்ட்ராஸ்ட்டுங்க பழு கலர்லேயே வந்துடும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த ஒர்க்கு அரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற செகண்ட் சேரீ இந்த சேரீஸுரிய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபாய் மட்டுமேங்க எல்லாமே பார்டர்லெஸ் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் சூப்பர் குவாலிட்டி சாரீஸ் பார்க்க போகிறோங்க அண்ட் கலர்ஸ் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்குறது பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ப்ளவுஸ் பார்க்குறீங்க க்ரீன் இது வந்து கொஞ்சம் டபுள் ஷேடில் இருக்கும் சேம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அதே கலர் தாங்க க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இது பல்லு பாடி பிங்க் கலர் பார்க்குறீங்க புட்டா உள்ளே ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது தெரியணும் காட்டணுங்கிறதுக்காக தாங்க நான் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கேட்குறதுனால நம்ம வந்து இப்போ நிறைய நியூ நியூ கலர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அண்ட் சில பேர் சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க ஏன் வந்து நீங்கள் ஒரே கலரில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஒரே கலர்னால் நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா வெரைட்டி காட்ட முடியாதுங்க கலர் வேரியேஷன் வந்து நிறைய காட்ட முடியாது நிறைய பேர் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காட்டுங்க அண்ட் எங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுனாலயே நாம் நிறைய கலர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ரவுன் காஃபி ப்ரவுன் லைட் காஃபி ப்ரௌனுங்க இது பழுவன் பிளவுஸ் சேம் க்ரீன் அண்ட் yellow காம்பினேஷன் இப்போ நம்ம பார்க்கறது நெக்ஸ்ட்டு தான் சேம் பேட்டர்ன் தான் பழுவன் பிளவுஸ் சேம் தாங்க க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் பாடி டார்க் ஆரஞ்ச் ஆரஞ்சு தாங்க டார்க்காக இருக்கும் ஃபுல்லாகவே கோல்டன் டெஸ்ட்ரிங்க சாரி வந்து ஹேண்ட்லூமே silk கம்மிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் கண்டிப்பாக சில்க் மார்க் சர்ட்டிஃபிகேஷனோடு தான் உங்களுக்கு வரும் சிங்கிள் சேரிலிருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீஸ் வேணாலும் நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா மட்டும் ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டும் தான் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுங்க இதே நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சாரீஸ் வேணாலும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ங்க ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவர் ஆகுங்க பேமெண்ட் ஆப்ஷன் டூ மெத்தட்ஸ் இருக்குதுங்க ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி இன்னொன்று ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம்மில் நீங்கள் சேரீடைய அமௌண்ட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதுங்க ஷிப்பிங் ஃப்ரீங்க இதே கேஷ் ஆன் டெலிவரி போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணிணா மட்டுமே உங்களுக்கு இந்த சேரீ சிஓடியில் புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரியோடைய அமௌண்ட்டை மட்டுமே நீங்கள் கொடுத்தா போகுது இப்போ பார்க்கறது இந்த பிளவுஸ் அண்ட் பல்லு ரெட் கலர் பாடி கிரீன் கலர் ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான க கலருங்க க்ரீன் அண்ட் ரெட் அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் ரெட் கலர் ஃபுல்லாக கோல்டன் டெஸ்டு சரிதாங்க பாடி uh, dark, எப்படி இருக்குன்னா மெரூன் அண்டு வயலட் கலர் கம்பைனானால் எப்படி இருக்கும் அந்த கலரில் இருக்குங்க அதாவது மெரூன் கலரும் வயலட் கலரும் கம்பைன் ஆகும்போது ரெண்டுமே வந்து ஒரு பார்ஷியலாக மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த கலரில் இருக்கும் டார்க்காக இருக்கும் பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க எதுவும் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது Again I repeat the price of the சேரீ 5,500 only ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஐயாயிரத்தி ஐநூறு மட்டுமேங்க நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் இது காஃபி ப்ரவுன் தாங்க காஃபி ப்ரவுன் வித் பேராக்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் இதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டு சரிங்க சாரியுடைய லென்த் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் blouse ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாட் செவன்ட்டி அண்ட் வித் ஆஃப் த ப்ளவுஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு எபவ் தாங்க இருக்கும் வித்து ஸோ வித் அதிகமாக இருக்கிறதுனால செவன்ட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸே வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே கரெக்டாக இருக்குங்க சேம் டிசைனில் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் நிறைய நியூ கலர்ஸ் காட்டுங்கன்னு சொன்னதுனாலையே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் தெரிய நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் பிளாக்கோடு நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த பிளாக் த்ரெட்ஸ் தெரியுங்க அந்த சேரீயில் அது வந்து டேமேஜ் இல்லைங்க இப்போ நம்ம பார்க்குறதும் சூப்பரான கலர் தாங்க இதில் புட்டாஸ் பாருங்களேன் இவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக தெரியுது அப்படின்னு இவ்வளோ அழகாக கிளியராக தெரியுது இது வந்து ப்ளூ கலர் பாடி நேவி ப்ளூ பழுவன் ப்ளவுஸ் சேம் தாங்க பேரட் க்ரீன் பே சைட் பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்குது வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சாரியுடைய பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணி உடனே புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அண்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணுன்னா நீங்கள் பிக்சர் அனுப்பி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேணா டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஸேரீ அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ப்ரைட் பிங்க்குங்க ஸாரீ வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பிங்க்கு ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லு ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் சேம் பேட்டர்னில் தான் க்ரே கலர் வித் ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் அண்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஸாரீ புக் ஆகிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்கள் அதாவது அக்கௌண்ட் பேவா ஜிபேவா ஃபோன்பேவா இல்லை சிஓடியா கேஷ் ஆன் டெலிவரியா அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை உங்கள்கிட்ட இருந்து வரும் வேணாம் அப்படிங்கும்போது தான் ரிப்ளை வராது அப்படிங்கிறது தாங்க எங்களுடைய சைடு நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ அப்போ ரிப்ளை வரல அப்படிங்கும்போது நாங்கள் மேக்ஸிமம் ஒன் வெயிட் பண்ணலாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து யார் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சாரீயை நாங்கள் ப்ரொசெக்ட் பண்ணுவோங்க ஏன்னால் நிறைய பேர் நம்ம கிட்டே இருப்பாங்க அந்த ஸாரீ இருக்கா இருக்கான்னு நம்ம வந்து இருக்கா இல்லையாங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் இல்லை சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அதாவது பேமெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம சோல்டுன்னு சொல்ல முடியும் ஆனால் நிறைய பேர் ரிப்ளை பண்ணாதனால் நம்ம அனதர் கஸ்டமர் புக்குடு அப்படின்னு மட்டுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது இருக்கா இல்லையான்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்காக தாங்க நான் இது சொல்கிறேன் இப்போ பார்க்குறது ஆரஞ்ச் அண்டு ப்ளூ காம்பினேஷன் கலோன் பிளஸ் ப்ளூ பாடி ஆரஞ்ச் கலர் இப்போ பார்க்குறது Green and Copper Blue Body double golden zari work Peacock design, பாடி வந்து ல்டன் ன இருக்கக்கூடியதுங்க ரீசேலர் ஹோல்சேலர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கிற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் நியூ கஸ்டமராக இருக்கீங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணணுன்னா வர்ணா சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுங்க நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலான்னா உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க ஸோ அந்த நம்பருக்கு மட்டுமே நீங்கள் கால் பண்ணலாம் மற்ற நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஓன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்குங்க மெயினாக நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ இந்த நம்பர் தான் வந்து புக்கிங்க்கான நம்பருங்க இந்த நம்பரில் மட்டுமே வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் மட்டுமா நடக்கும் அதில் கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறது இல்லைங்க இப்போ நான் நீங்கள் பார்க்குறது வந்து க்ரே வித் ப்ளூ காம்பினேஷன் நெக்ஸ்டு சாரி சேம் பேட்டர் தாங்க டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய பாடி ப்ளூ தான் டபுள் ஷேடு பளுவன் ப்ளவுஸ் பிரைட் ராணி பிங்க்குங்க ராணி பிங்க்குங்கிறது பிங்க்கு பிரைட்டாக இருக்கும் பிரைட் பிங்க்கு பாடி டபுள் ஷேடு ப்ளூ கலர் ப்ளவுஸ் பார்க்குறீங்க சொல்லுங்க இந்த சாரியில பாருங்களேன் எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்ப இந்த இடத்துல லாஸ்ட்ல ஏன் இந்த மாதிரி கலர் இருக்கு அப்படினா? எப்பவுமே தறியில 12 சேரீ ஒன்னா தாங்க நெய்வோம் பன்னெண்டு சேரீ ஒன்றா நெய்யிறேன்னா ரெண்டு கலர் ரெண்டு சேரீ ஒரு கலரில் இருக்கும் அப்போது கண்டினியூஸாக வந்து என்ன ஆகுனா ஒரு கலர் சிக்ஸ் கலர்ஸ் வந்து இருக்கும் சிக்ஸ் கலர்ஸில் டூ சேரீ டூ சேரீ டூ சாரின்னு பன்னெண்டு சேரீஸ் வருங்க அப்படிங்கும்போது ஒரு கலர் முடிஞ்ச அடுத்த கலர் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக என்ன ஆகுனா அடுத்த கலருடைய அந்த ஸ்ப்ரெட்டு வந்து முன்னாடி சாரியோடைய ப்ளவுஸில் லைட்டாக இருக்குதுங்க பட் ஆனால் அது வந்து ப்ராப்ளம் இல்லை ஏன்னால் ப்ளவுஸ் கட்டம் கட் பண்ணும்போது அது என்ன என்ன பண்ணிடுவாங்கன்னா டெய்லர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கங்க இப்போ நம்ம பார்க்குறது மயில் ப்ளூ கலர் தான் மயில் கழுத்து கலர் பிகாக் ப்ளூ வந்து ரெட்டுங்க குங்குமம் கலர் எஸ்பெஷலி நம்ம இந்த வீடியோவில் நிறையா சாரீஸ் காட்டுறதே எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் கேட்டிங்க நிறையா குவான்டிட்டீஸில் காட்டுங்க அப்படின்னு ஸோ அதுக்காக தான் எஸ்பெஷலி நிறையா குவான்டிட்டீஸில் காட்டிகிட்ருக்கோம் நிறைய பேர் வந்து இது வாங்கணும் உங்களுக்கு வந்து இதை வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம பார்க்குறது கிரீன் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் பலூன் ப்ளவுஸ் டார்க் ஆரஞ்ச் பாடி கிரீன் கலருங்க ஃபுல்லாகவே வந்து கோல்டன் ஜரிவோருக்கு தான் இது டபுள் ஷேடுங்க இது கிரீன் வந்து டபுள் ஷேடு அண்ட் இன்னொரு விஷயம் கலர் கன்ஃபர்மேஷனுக்காக வீடியோ அண்ட் ஃபோட்டோ தயவு செஞ்சு ரெண்டுமே பார்த்துருங்க அண்ட் வீடியோவில் நம்ம என்ன கலர் சொல்கிறோங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோ ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போதே நம்ம இந்த சேரீயை பார்த்து தான் கலர் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வீடியோவில் ஒன்ஸ் நீங்கள் கலர் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் பிக்சரும் பார்த்துக்கோங்க ஏனா ஒரு லிட்டில் டிஃப்ரென்ஸ் என்னாகுது அப்படினா கலரில் வருது மேக்ஸிமம் வரது இல்ல சில கலர் சாரீஸில் மட்டும் லிட்டில் டிஃப்ரென்ஸ் வருதுங்க இது வந்து பீகாக் ப்ளூ தாங்க இது வந்து பிளாக் காம்பினேஷனில் இருக்குது ஸோ பிளாக் காம்பினேஷன் அப்போ obviously black threads வருங்க பழுவன் பிளவுஸ் red color குங்குமம் கலர் நெக்ஸ்ட் சாரீ நெக்ஸ்ட் பேட்டர்னில் பார்க்குறோங்க லாஸ்ட் டைம் இதில் நிறைய போட்டுருந்தோம் இந்த பேட்டர்னில் நிறைய பேர் விரும்பி கேட்டுருந்தீங்க இப்போ நிறைய சாரீஸ் இருக்குதுங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கிக்கலாங்க பழும் ப்ரைட் பிங்க் பாடி ஹாஃப் ஒயிட் ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரிங்க பின்னாடி பேக் சைட் பார்க்குறீங்க ஹாஃப் ஒயிட்டில் இருக்குதுங்க நெக்ஸ்ட் சரி நம்ம பார்த்துடலாம் கிரீன் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் பாடி டபுள் ஷேடு க்ரீன் தாங்க பழுவன் blouse orange கலருங்க அண்ட் நம்மக்கிட்ட இப்போ கொஞ்சம் மோஸ்ட் வாண்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறதுனால ஸாரீஸ் வந்து நம்ம அப்டேட் எப்போ போட்டாலுமே என்ன ஆகிடுதுன்னா மேக்ஸிமம் ஸாரீஸ் வந்து சோல்டாகிடுதுங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா டிலே பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா வாங்க முடியலையா வெரி பண்ணிக்காதீங்க இதை விட பெஸ்ட்டான இன்னொரு சாரீ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படிங்கிற ஹோப்போடு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது க்ரீன் அண்டு டார்க் பிங்க்குங்க இது வந்து ரெட் கிடையாது டார்க் பிங்க்கு தான் ஒரு ரெட் ஷேடில் தான் இருக்கும் பாடி கிரீன் கலர் கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த புட்டாஸ் நல்லா தெரியும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் சாரீஸ் சேம் பேட்டர்னில் பாடி கொஞ்சம் dark blue இருக்குங்க இங்கு வே வந்து dark போர்ஷனா இருக்கும் பளு பிளவுஸ் பிரைட் பிங்க் பேக் சைட் பார்க்குறீங்க சாரி எல்லோ அண்ட் ராணி பிங்க் பாடி எல்லோ கலருங்க ப்ளவுஸ் அண்ட் பல்லு ராணி பிங்க் கலர் இதில் பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாக பார்க்குறீங்க எப்படி அழகாக தெரியுதுன்னு சில்வர் அண்ட் கோல்டு சரீலாக ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க அண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் பட் என்ன ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மூணு சாரீ வேணும் அப்படின்னா மூணு பிக்சர் அனுப்பி தனித்தனியாக புக் புக் அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணுங்கன்னா த்ரீ சாரீஸ் ஆல்சோ வான்ட் த்ரீ சாரீஸ் ஆல்சோ புக் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இல்லை டூ சாரீஸ் வேணுமா அப்போ த்ரீ பிக்சர்ஸ் அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு டூ தான் வேணும்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுங்கிறத சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ preference, first ஃபஸ்ட்டு டூ இருந்ததுன்னா புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை த்ரீல எது டூ இருந்தாலும் ஓகே அப்படின்னா எனி டூ புக்கு அப்படின்னு சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டோ அதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புக்கிங் நாங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இது வந்து கிரீன் அண்ட் ஹாஃப் ஒயிட் காம்பினேஷன் பலுவன் ப்ளவுஸ் ஹாஃப் ஒயிட் பாடி க்ரீன் கலர் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் இந்த சரீல பலூன் பிளவு ரெட் கலருங்க ஃபுல்லாவே கோல்டு சரி ஓர்க்கு தாங்க இதில் பாடி எல்லோ அண்டு கிரீன்ல இருக்குங்க மிக்சிங்ல இருக்கும் டபுள் டோன் தான் எல்லோ அண்டு கிரீன் மிக்சிங்ல இருக்குங்க சேரீ நம்ம பார்த்திடலாம் இந்த சேரீயை நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் நம்ம கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை வந்து லாஸ்ட் அப்டேட்லேயே நம்ம போட்டிருந்தோம் ஸோ அப்போவே இந்த சேரீ வந்து இல்லைங்க சோல்டு ஆயிடுச்சு நிறைய பேருக்கு சோல்டுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது ஸோ இப்போ இது செகண்ட் பீஸ் வந்துருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பாடி நேவி ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் பிங்க் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷனுங்க ஃபுல்லாகவே கோல்டு சரி ஒர்க்கு தாங்க இது சூப்பராக இருக்கும் நல்லா தெரியும் பாடியில் புட்டாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற லாஸ்ட் சரீ இதுதாங்க ரவுண்ட் புட்டா மெயினாக இந்த கலரில் காம்பினேஷன்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த தடவை இந்த கலரெலாம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பழுவன் பிளவுஸ் ஸ்பர் க்ரீன் பாடி மெரூன் வித் பிளாக் காம்பினேஷனில் இருக்குங்க அந்த டார்க் கலருக்கும் அதில் வரக்கூடிய புட்டாக வந்து அவ்வளோ அழகாக நல்லா தெரியுதுங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டியாச்சுங்க இப்போ நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுறேன் உங்களுக்கு பிடிச்சதை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பிக்சர் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் தமிழ் தெரியல அப்படின்னா சப்டைட்டில்ஸ் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட நீங்க சொல்லலாம் சப்டைட்டில்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கு நீங்கள் அதை கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணலாங்க இது எல்லாமே சில்க் மார்க் சர்டிபிகேஷனோட தான் உங்களுக்கு வருதுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்